பேரு ஜயலுமி எனக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு ஆகுது நான் டூ தௌசண்ட்ல நான் எனக்கு டூ தௌசண்ட்லேருந்து தான் எனக்கு பகவானை தெரியும் பகவான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் என் குழந்த மாதிரி அவரு எனக்கு எங்கள் வீடு முழுக்க அவர் தான் இருப்பாரு அது அவரு சின்ன ரமண குடில்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எங்க பிடித்தாலும் எல்லா இடத்துலையும் அவரு இருப்பாரு அவரோட பகத் வச்சனா மரணம்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா அதை செஞ்சுகிட்டே இருக்கும்போது சாது ஓமோட ரமண வழி ரண வழ வழ வழி வந்து என்னோட தியானத்துக்கு தீர்க்கமான இது என்னோட சந்தேகங்கள்லாம் அதுல இருக்கும்போது நம்ம என்னமோ செய்யறமே இது ரைட்டா தப்பா அப்படிங்கும்போது அந்த சாதுவோமோட ரமண வழிய பார்க்கும்போது அதுல என்னோட அட இததான் சொல்லியிருக்காரு அட ரைட்டு நம்ம இதை தான் சொல்லியிருக்காரு அளவுக்கு அப்படியே பாயிண்ட் பாயிண்ட் அதுவும் வந்து செய்முறை விளக்கத்தில் அப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் அந்த இடத்துல ஆஹ் சில இடத்துல வந்து நான் இந்த இடத்துல நினைப்பேன் என்ன நினைப்பேன் அப்படின்னா நாங்கிற இருப்பு இருக்குல்லையா அந்த இருப்பு வந்து நான் நினைக்கும்போதே அந்த இருப்பு வந்து வெளிமுகமாக இருக்கும்போது அது வந்து அகங்காரமாகவும் அதே இருப்பு தான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறேங்கிற அந்த இருக்கும்போது அது அந்த ஒன்று தான் இங்கேயும் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அது எப்படி இருக்க முடியும்னு நினச்சிப்போம் ஆனால் சாதவோமோட இருக்கும்போது அவர் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லி இதுதான் இது தான் அது அப்படின்னு அது இதே பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கும் போது ஆமாம் ரைட்டு தான் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தெளிவான வழியை காட்டினது ரமண வழியோட அந்த இது அந்த எனக்கு எந்த பாயிண்ட்ஸெல்லாம் ஒங்கும்போது கண்டிப்பாக தியானத்தில் போகணும் அந்த பாயிண்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த புக்கை வச்சுட்டு அப்படி படிக்கும்போது அந்த தியானத்தில் போவேன் அந்த அதனால் அதை அடிக்கடி திருப்பி திருப்பி படிச்சிக்கிட்டுருவோம் படிக்கும்போது ஆ அதுதான் அதான் அங்கே அங்கே தியானம் போயிட்டுருக்கோ இங்கே அது தியானமோ விச்சாரமோ அது என்ன அது வந்து போயிட்டுருக்கும் ஆனால் அவர் சொல்லுவார் இது தான் இன்னொரு பாயிண்ட்டும் அவர் சொல்லுவார் அது அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா நீ அந்த இருக்கிறேங்கிற இருப்பில் இருக்கிறேங்கும் தான் நீ கவனசக்தியை திருப்புற இந்த கவனசக்தியாக இருக்க அதாவது நான் அதை வந்து அந்த பாயிண்ட்டை பார்க்குறேன் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அதுவாகவே இருக்க அப்படின்பாரு அந்த பாயிண்ட்டும் எனக்கு அப்படியே ஆமாம் இப்போ இதை வந்து இதை நோக்குறோம் அப்படின்னா அது வரைக்கும் தான் நோக்குறோம் மற்றதெல்லாம் தான் இப்போ மற்ற தியான முறையில தான் அதையே பார்த்துட்டுரு இதையே நினச்சிட்டுரு அந்த சாமி பெரிய நினச்சிக்கிட்டு இருந்தால் அதை கவனிச்சுக்கிட்டுரு அப்படின்னா கவனிக்கிறது இதில் வந்து அந்த கவனத்து மேலேயே கவனமாக இருக்கிறதுங்கிறது அந்த கவனமாகவே ஆகிறது தானே தவிர அது வந்து கவனிக்கிறதுங்கிற பாயிண்ட் கிடையாது அப்படி பார அந்த அந்த இடம் அந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சி அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பண்ணும்போது ஒவ்வொரு உடல் உபாதாயிகள் வரும்போது ஒரு பயம் வரும் தொண்டை வலிக்குதா அடிவயிற எரியுது நமக்கு என்ன இப்படியெல்லாம் பண்ணுது எப்படி இதை இதுக்கு மேலே போகமுடியலையே அவ்வளவுதான் அதுக்கு மே அதை போக சொல்றது கூட எனக்கு லாய் இருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா அதெல்லாம் கண்டினியூஸா இவரோட பலராம ரெட்டியார் வந்து டூ ஹவர்ஸ் ஏடபிள்யூ சாட்விக்லாம் டூ ஹவர்ஸ் பண்ணுவார் அப்படிங்குறது ஐயோ டூ ஹவர்ஸா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட நம்மளால் அதில் இருக்க முடியலையே நீ எப்படி நம்ம இதே பண்ணலாம் டூ செய்வோம் எப்போ நம்மளும் அந்த மாரி ரெண்டு மணி நேரம் அதுலேயே இருக்கணும் நான் அதுக்காக நான் வந்து சுற்று சூழ்நிலையெல்லாம் மறந்து போய் லயத்தில் இல்லை அது எனக்கு நான் மயக்கத்துலையோ லயக்கத்துலேயோ அதை நான் எதிர்பார்க்கல என்ன அதாவது நான் அது செய்யணும் எல்லாத்தையும் மறந்து போய் உக்காந்துருக்கணும்னு நான் சொல்லலை அதுதான் தூக்கத்தில் பண்ணுறோமே அந்த அந்த இதை சொல்லலை நான் உண்மையாகவே அந்த இதில் பாயிண்டில் இருக்கணும் அதை வந்து என்னால் வெளியில் வராமல் ஆழ்ந்து அதுலேயே அமிழணும் அமிழ்த்துக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் உங்களை ரமணாசமத்தில் பார்த்துருக்கேன் ஜெயந்திய இதுக்கும் போயிடுவோம் இருக்கு அத வச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க மனதை பத்தி இதெல்லாம் கொடுத்திருப்பீங்க நான் அதெல்லாம் பாத்துருக்கேன் ஆனா நான் பாத்துட்டு அந்த நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டு கொஞ்ச நாளை தான் கேட்பேன் ஆனால் உங் உங்கள் வாய்ஸ்லையே நான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன் அந்த போட்டுட்டு பண்ணிட்டு உக்காந்துருப்பேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் தனியாக என்னால் பண்ண முடியல நான் வந்து சரி இவங்களும் வெளியில் பேங்க் போயிட்டுருப்பாங்க அப்போ தனியாக இருக்கும் பண்ணுவோன்னு சொன்னால் இல்லாத வேலையெல்லாம் எனக்கு ஞாபகம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்கார்றதுக்குள்ளார ஆ இல்லை இல்லை இதை முடிக்கணும் இல்லை இல்லை அதை முடிக்கணும் என்ன நானே விரட்டிக்கிட்டு அதுலேருந்து எழுந்திரிச்சிப்பேன் அது அதுதான் இல்லாம எனக்கு போது அப்பதான் மும்முரமா பண்ணும் தியானம் பண்ணும் உள்ளார பண்ணா பண்ணணும் தோணும் அதை சுத்தி என்ன என்கேஜ் பண்ணிக்கும் போது பண்ணறதும் சுத்த ஓய்வா இருக்கும்போது வெளில வர்றதும் ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கும் இது ஏன் அப்படின்னே தெரியாது எனக்கு அதுதான் வந்து எனக்கு புரிஞ்சது எனக்கு வந்து நான் என்னால காரியம் நடக்கிற காரியமே இல்லை எனக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் வேணும் எனக்கு ஒரு வெளியில் இருக்கிறத உள்ள அழுத்துறதுக்கு எனக்கு ஒரு சக்தி வேணும் எப்படி ஒரு மரக்கட்டை தண்ணியில் மேந்துக்கிட்டு இருந்தா மேந்தான் இருக்கும் உள்ளே ஒரு மேலே ஒரு வெயிட்ட தூக்கி வச்சாதான் உள்ள அழுந்தோங்கிற மாதிரி உள்ள ஆழ்ந்து போகணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும்னு அந்த இதை பார்த்ததால யாரையாவும் அதேமாரி இருக்கவங்கள பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற தான் நான் ம் ரொம்ப நல்லதுமா ரொம்ப நல்லது ம்மா சொல்லுங்க ஆ சரி சரி இப்போ நீங்கள் சொன்ன சாதுஓம் மேஜர் சாட்விக்க பல்ராம் ரெட்டியாரு அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்ட எல்லாரும் தேவராஜ முதலியார் எல்லாரும் வந்து அவங்க முன்னாடி இருந்தது சிவமே இதை விட ஒரு சப்போர்ட் எங்கே கிடைக்கும் இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து உள் உளச்சார்பு எங்கே உள்ளுக்குள்ள எங்கேயாவது அவங்கள பிடிச்சி வாசனைகள் இழுக்கிறதோ தனி இருப்பு அங்கே தாண்டவம் மாடுறதோ அது எங்கே நடக்கும் எதற்கே பரம்பொருள் சுரூபம் வந்து தேகம் கொண்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து அதை தானே வந்து அங்கே அவங்கள ஈர்க்க வச்சுது இவங்கெல்லாம் வந்து ஈர்க்கப்பட்டு இல்லை வந்தாங்க அப்படி இப்படி ஏதோ செய்திகள் வந்து அடுத்த க்ஷணம் தாங்க முடியாமல் வந்து அந்த இடத்த தஞ்சை அடைஞ்சவுடனே அவங்களுக்கு வந்து அந்த கொதிப்பு அடங்கி போச்சுல மனக்குதிப்பு இது வந்து அதான் தாய பிரிஞ்ச கண்ணுக்குட்டி மாதிரி தான் இது வந்து ம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அவங்களுடைய வழக்கமான வாசனைகள் அதை போட்டு அழுத்துற அளவுக்கு அந்த ஈர்ப்பு வந்து அங்கே தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக மண் ஒருத்தர் பிறந்திருக்காங்க ஒருத்தர் வந்து ஈவன் ஆன்மீகத்தை கூட தேடுறாங்கனாலே அவங்ககிட்ட ரெண்டு கலப்பும் இருக்கும் அசுப வாசனைகளும் இருக்கும் சுப வாசனைகளும் இருக்கும் அசுப வாசனைகள் வந்து அவங்கள வழியை வந்து வெளியில் இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து அசுத்த வாசனைகள்னு சொல்கிறான் அசுப வாசனைகளும் சொல்லலாம் அதுக்குள்ள வந்து அவங்க வந்து பலமாக வந்து பகவானை வந்து பிடிக்கிறதோ அல்லாட்டி அந்த ஆன்ம ஞான தேட்டத்தில் வந்து நிற்கிறதோ இதெல்லாம் சுப வாசனைகள் முழிச்சாதான் வரும் ஞானம் அடைதல் கூட வாசனைகள் தான் அப்புறம் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் தெரியும் கிளியராக தெரியும் யாருன்னே தெரியாமல் போயிடும் உள்ளே புரியுதுங்களா அடைஞ்சவன் யார் இதுக்கு முன்னாடி துடித்தவன் யார் ஒரு ஒரு பறவை வந்து பறக்குதுன்னா கா கிடையாது பின்பக்கம் ஆகாயத்தில் அதைப்போல் இந்த தன்னை தேடிக்கிட்டு புறப்படுறவனுக்கு தடையுமே இல்லாமல் போய்டும் பழையமன்னு தறுக்கவே மாட்டான் பிறப்பே புதுசாக இருக்கும் அப்புறம் இந்த பாதையில இருக்கும்பொழுதுதான் ஒவ்வொரு கஷணமும் புதுசா விரியும் ஏன்னா நீங்க அப்சல்யூட்டா வந்து அடுத்த மூமெண்ட வந்து முழுசா உங்களை கொடுக்கறதுக்கு தயாராறீங்க புரியுதுங்களா வேற இதுலயும் வந்து குடுத்துக்கல் வராது இங்க ஒரு கலைய ரசிக்கிறதுனா கூட கலையில கூட எல்லாரும் தங்களை மறப்பாங்க மறப்பாங்க இங்க மறப்ப மறக்கிறது இல்லை இங்க இழக்கிறது புரியுதுங்களா இங்க வந்து முழுமையா இழக்கிறது கரையிறது கலக்கிறது அந்த தலை ஆமா அப்படி சொல்லலாம் அது ரொம்ப பய பய பயத்தை உற்பத்தி பண்ணிடும் பயத்தை உற்பத்தி பண்ணிடும் உற்பத்தி பண்ணிடும் இன்னமும் தலையை கொடுக்கறோன்னா உடம்புல இருக்கிற தலையை கொடுக்கறோன்னு ஆமா ஆனா இங்க வந்து சகலமா இருக்கிறது அகந்தன்னு தெரியாது யாருக்கும் அகந்ததா வந்து மனமாவும் உயிரெடுக்க வைக்குது ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்க வைக்குது ஆஹ் ஒரு ஆணா பறக்க வைக்கிறது ஒரு பெண்ணா பறக்க வைக்கிறது எல்லாமுமே அந்த வாசனைகள் வந்து உள்ளுக்குள்ள இப்பவே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப வந்து எல்லாரும் இருந்துட்டு இந்த இதுல வந்து கலக்காதவங்க இத நோக்கி போகாத அகந்தைக்கு அங்க பிறவைகள் வந்து உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாம் எதிர்பார்ப்பு மயமாறுப்பாங்க கரெக்டா வழக்கமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இந்த உலகத்துல சதா எதிர்பார்ப்பு மயமாறுப்பாங்க என்ன வந்து எப்படி மாறலாம் எப்படி ஆகலாம் நாளைக்கு அதுல வந்து என்ன வளம் என்ன சேர்க்கலாம் படிப்பறிவுல என்ன வளம் சேர்க்கலாம் தகுதிகளில் என்ன சேர்க்கலாம் பணத்துல என்ன சேர்க்கலாம் உடைமைகள்லாம் என்ன சேர்க்கலாம் உறவுகள்ல எப்படி அருமை பெருமைகளை கூட்டிக்கலாம் அப்படின்னு அங்க வந்து சாலிடா வந்து எல்லா நாட்டங்களும் முயற்சிகளும் ஒரு தனி அகந்த வந்து தன்னை எதுவாகவோ மாற்றிக்கொள்ள யாராகவோ சீர்திருத்து கொள்ள இப்படிலாம் இருக்கிறதுனால இதுவே பிறப்புகள்னு தெரியாது எப்போ பார் பிளானிங் பண்ணிக்கிட்டு உள்ள அது பிறப்புகள்னு தெரியாது ஆனால் அது இதுக்கு மாறாக ஒரு பல்ராம் ரெட்டியார் ஒரு மேஜர் சாட்விகர் ஒரு சாதுஓம் ஒரு தேவராஜ முதலியார் அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய தாய்க்கு பாமர மனுஷி குழந்தை பாசத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது அவர் மகரிஷியாக இருக்கட்டும் உலகத்துக்கு ஆனால் எனக்கு பிள்ளை அவ்வளோதான் இருக்கும் அந்த பாசம் மற்றக்கும் அப்பேற்பட்ட அந்த பாசத்துக்கே வந்து ஒன்றுமே தெரியாத அந்த அம்மாவுக்கு நிதானமா காத்தாலேருந்து எட்டு மணி நேரம் உட்காந்து வாசனைகளோட போராடி யுத்தம் நடக்கும் ஒரு தனி மனம் வந்து தன்னுடைய வாசனைகளை அழிக்கிறதுன்றது வந்து தனித்து செயல்படுத்த முடியாது ஒரு மகன் சந்நிதி தான் பண்ணும் அந்த அம்மா வந்து இன்னும் எத்தனை எஞ்சி உள்ள வாசனைகளோட போராடினாங்களோ தனக்கு அந்த இது கொடுத்ததுனாலேயே பருத்து கொடுத்ததுனால ஆனா மகரிஷிக்கு தான் சிவம்னு தெரியும் சிவம்னு நல்லா தெரியும் இந்த இந்த இந்த புத்தகங்கடும் ஆஹ் என்னதான் ஆமா இந்த இந்த புத்தகங்கடும் சிவனவனே ஆவையனே சிறிதும் ஐயம் இல்லை அப்படின்னு எல்லாம் பாடியிருக்கார் பகவான் இங்க பாங்க இதுல வந்து இந்த ஆன்ம சாட்சா்கார பிரகரணம் ாங்க இதை இது பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்குன்னே தான் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இதுலம்மா இது வந்து பகவான் வந்து யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம் போன்ற தேவி காலோத்தர ஞானம் ஞான விசாரப்படலாம் தேவி காலோத்தர ஞானம்ன்றது வந்து பார்வதிக்கு சிவபெருமான் வந்து ஆன்ம ஆன்ம ஆன்மோபதேசம் பண்ணுறாரு ஃபுல்லாக விஞ்ஞானமாக பண்ணுறாரு அதே சிவபெருமான் வந்து முருகருக்கு பண்றது பேர் ஆன்ம சாட்சா்கார பிரகரணம் இதெல்லாம் வந்து அது நாள் வரைக்கும் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் பிரபஞ்சத்திலே இல்லை இங்கிருந்தும் வருது கரெக்டாக பகவான் வந்திருக்கும் பொழுது அவர் கைப்பட சமஸ்கிருத ஒரிஜினல் வருது ஓலைச்சுவடிகள் வருது அத்தனையும் இது மொழிபெயர்த்திட்டு போயிடுது ஒரு விசிட்டிங் ப்ரொஃபசர் இந்த பூமிக்கு வந்துட்டு போன மாதிரிங்க நான் இதுக்கு தலைப்பேர் என்ன எழுதியிருக்கேன் இந்த சயின்ஸ் ஆப் த அப்சல்யூட் எழுதியிருக்கேன் அதாவது ஆன்ம விஞ்ஞானம் ஆன்ம விஞ்ஞானமாக தான் அது பார்த்துது நீங்க பாத்தீங்கன்னா அனாவசிய பேச்சுக்களை இருக்காது அருணாச்சலன்றது ஒரு சாக்கு தான் இருக்கு அருணாச்சலம் என்னன்றது உணர்ந்தவர் அவர் கரெக்டா அருணாச்சலம் தானே அருணாச்சலத்தை உணர முடியும் ஸோ அதுவே அருணாச்சலமா சிவமாவை இருந்தது அதனால தான் ஆன்ம விஞ்ஞானம்னே கொடுத்தது இதுல ஃபுல்லா விஞ்ஞானம் விஞ்ஞானம் கொடுத்தது எதேச்சியாக அதை ப படிக்கும்போதே அவருடைய இந்த பாட்டம் இது வந்து ஆன்ம சாட்சா இந்த புஸ்தகம் எல்லாரும் இதுவும் வாங்கிக்கோங்க அந்த உலகத்தை மக்களுக்கெல்லாம் கூட நம்ம சொல்லிடணும் இது வந்து பகவான் கையில் ரொம்ப கிடைத்தற்கரிய பொக்கிஷமான அப்சல்யூட் சயின்ஸை பற்றி ஆன்ம விஞ்ஞானத்தை பற்றி அணுவாத நூண்மாலை அணுவாதம்னா வந்து டிரான்ஸ்லேஷன் அணுவாத நூண்மாலை அப்படின்ட்டு பகவான் சமஸ்கிருத்தில் இருந்ததெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் அப்படியே அப்சல்யூட் சயின்ஸை கொண்டு வரும் ராக் சயின்ஸ் இது அதனால இதெல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு தீவிர வேட்கை கொண்ட சாதகர்களிட்டெல்லாம் இந்த புஸ்தகமும் அந்த ரமண நூற்றிரட்டும் அதை உள்ளது நாற்பதற்கு உபதந்தியார் இருக்குது அதை தவிர தேவி காலோத்திர ஞானம் இது வந்து பார்வதிக்கு வந்து சிவபெருமானை வந்து கம்ப்ளீட்டாக உபதேசம் பண்ணுறாரு தேவி காலோ உத்தரம்னு அர்த்தம் அதாவது காலத்தை கடந்து உத்தரம்னா நேர்த்தனா காலத்தையும் கடந்ததுன்னு அர்த்தம் காலத்தை கடந்து நம்ம தூக்கத்தில் இருக்கும் எங்கேயோ போக வேண்டாம் அது என்ன சயின்ஸ் அதாவது தூக்கத்தை பற்றிய சயின்ஸு எல்லாமே ஆன்மஞ்சான் தான் தூக்கத்தை பற்றிய சயின்ஸ் அது என்ன பொருள் இது எழுந்துட்டுருக்குறவன் யாரும் பிரபஞ்சம் இல்லை இவ்வளோதான் சிம்பிள் இந்த எழுந்துன்னவன் ஜீவனுங்க இன்னொன்று இருக்கிறது என்ன பிரபஞ்சம் மூணாவது என்ன தெய்வம்னு சொல்லப்படுற இல்லாட்டி அஹ்மான்னு சொல்லப்படுற அந்த ஆழ்ந்த வரைக்கும் இது மூணுத்தை பத்தி சயின்ஸ் தெரிஞ்சுட்டா மொத்த சயின்ஸும் வந்தாச்சா இல்லையா அவ்வளோதான் அதை முடிச்சு வச்சவங்க அவங்க இந்த புஸ்தகத்தையும் அனுவாத நோன்மாலை ரமணன் உரிட்டு ப்ளூ கலர் புஸ்தகம் அதை தவிர குருவாசக கோவைன்னு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் சுயூழல் இருக்கு ஃபுல்லா அதனுடைய இன்னர் சயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அது வச்சு எழுதினார் அது இதுல வந்து 23.. மூணாவது ஆன்ம சாட்சாத்துக்கார பிரகரணத்துல நூத்தி அறுபத்தி ஏழாவது பேஜில் இருபத்தி மூணாவது பாட்டு அதுல சொல்றாரு தெய்வமோ வேதமோ தீர் செய்வேள் செய்வகையிர் சேர்ப்பலவாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கில்லை நிர்மலமாய் எங்கும் முகம் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார் தங்கும் நிரம்பி இருக்கிறது என்ன விழிப்பு நிலை மாத்திரம் பிரம்மாண்டமே வந்து எதுல தங்கி இருக்குன்னா தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் தங்கும் என்ன சொல்லுவாங்க தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாடு உடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லா தேசத்துக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் ஒரு இறைவன் தான் அவன் சிவந்தான் ஆனாலும் அவருக்கு அவருடைய இடம் வந்து ரெசிடென்ஸ் வந்து தென்னடம் முக்கியமா வந்து மதுரையை சொல்லுவாங்க பாண்டிய நாடா சொல்லுவாங்க அந்த மாதிரி தென்னாடு உடைய சிவனை பொற்று அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாரு எங்கும் நிர்மலமாய் நிர்மலம்னா என்ன மலமே இல்லை ஒரு பிளெமிஷ் கிடையாது கிடையவே கிடையாது இங்கே வந்து நம்ம வந்து பொல்யூஷனில் எந்த லெவல் வரைக்கும் போவோம் காற்றுலாம் பொல்யூஷன் இருக்கக்கூடாது புரியுதா ஓசை ஒலி ஒலி பொல்யூஷன் இருக்கக்கூடாது புரியுதுங்களா நிசப்தமாக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம பொல்யூஷன் பொல்யூஷன் நம்ம பேசுகிறோம் இந்த பார்ட்டிகல்வாங்க பார்ட்டிகுலேட் மேட்டர்ன்னு வாங்க தூசு அது வந்து ஒவ்வொரு சென்னையில் ஒரு விகிதம் பாண்டிச்சேரியில் ஒரு விகிதம் டெல்லியில் ஒரு விகிதம்னு இருக்குது அந்த மாதிரி இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பொல்யூஷன் எல்லாம் அந்த மாதிரி நம்ம மனிதர்களும் அப்படி மாறிட்டாங்க ஆனா உண்மையில வந்து நிர்மலமாயினா உள்ளுக்குள்ள தனி அகந்தியே இல்லை தனியா ஒரு உந்துதல் இல்லைங்க எழுந்துட்டவங்க தானேங்க தனி உந்துதலுக்கு ஆட்படுறாங்க இந்த பிரபஞ்சத்துல இல்லையா ஒரு குழந்தை கூட தான ஒரு உடம்பா எழுந்து ஓடுது அங்க ஓடுது இங்க ஓடுது எது ஏதோ ஒரு கண்ணுக்குட்டியை எப்படி வந்து ஒரு எல்லாம் கவருதோ துளி துளி ஓடுதோ அந்த மாதிரி ஒரு குழந்தை அங்கேயும் அங்கேயும் ஓடுது அந்த மாதிரி எங்கேயோ இருக்கு எல்லா இடத்துலையும் தனி நாட்டம் வந்து பதி பதிஞ்சிருக்கிற நாட்டம் உடல் வழியாக வெளிப்படுகிறது விழிப்பு நிலையில் அந்த மாதிரி இல்லாமல் நிர்மலமாய் அதில் ஒன்றுமே தனி நாட்டமே கிடையாது அப்படின்னு பேரறிவு அப்படியே வந்து அதை வந்து அணுன்னும் சொல்லலாம் அண்டம்னு சொல்லலாம் அது பேருக்குள்ள அகப்படாத உணவு பொருள் சத்பொருள் அதுக்கு ஆதி கிடையாது முடிவு கிடையாது நடு கிடையாது அதனாலதான் சாதகம் எளிதா இருக்கணும் யார் பண்ற சாதகமோ அவ்வளவு எளிதா இருக்கணும் இப்ப ஒரு வயசு குழந்த முக்கியமா அதுக்கு எதுவும் நாட்டா இருக்க சான்ஸ் இல்லை அதனுடைய இருப்பே வந்து தெய்வ இருப்பா இருக்கும் ஞானமா இருக்கும் ஆனால் ஞானமாக இருக்கும்ன்றது அங்கே தெரியாது அதே பகவான் வந்து ஞானமாகவே இருப்பார் அறுபது வயசுக்கும் எழுபது வயசுக்கும் ஞானமாகவே இருப்பார் எப்போவுமே பதினைஞ்சு வயசுலேருந்து வந்த ஞானம் அவர் விட்டு நீங்கலை அந்த பரம்பொருள் சுரூபமாகவே ஆயிட்டாரு அதனால உள்ள குழந்தை மாதிரியே இருப்பார் ஆனால் ஞானம் இங்கே குடிகொண்டு இருக்குன்னு தெரியும் எங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த பேரறிவு இந்த பிரம்மாண்டமா தோற்றம் கொடுக்குற விழிப்புநிலை பிரபஞ்சம் இதெல்லாம் உற்பத்தி ஆறு அந்த களம் வந்து நானே அப்படின்றது அறுதி இட்டு தெரியறதுதான் ஞானம் அதுதான் பிறவியறுத்தலம் ரெண்டும் வேற வேற கிடையாது பிறவி அறுத்தல் ஞானம் அடைதல் அப்புறம் அந்த சுகஸ்வரூபத்தில் தொய்தல் சொரூப தரிசனம் என்ன வார்த்தைகள் போனால் போடுங்க முக்தி அடைதல் மோட்சம் அடைதல் தன்னை அறிதல் எல்லாமுமே வந்து ஒரு நிகழ்வு தான் என்னன்னா தனித்த அகந்த வந்து தனி நாட்டம் கொண்ட ஒரு ஜீவத்துவம் எங்கேயும் கிடையாது சரிங்களா அதுக்குதான் இங்க வந்து நிர்மலமாயின்ற வார்த்தையே அதுதான் அப்படின்னா என்ன தனியா இங்கேயும் கலங்கப்பட்டு அது தங்கவில்லை பொதுவில் எல்லாமாக இருக்கிறது கேட்டா பொருட்களுக்கு கூட இருப்பு கிடையாது இதனுடைய இருப்புனால்தான் பொருள்கள் வந்து காணல் கண்ணாடியினுடைய பிரதிபிம்பம் போல பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன சகலமும் பிரதிபலிக்குதுங்க நம்ம மனத்திலையும் பிரதிபலிக்குது நம்ம பிரதிபலிப்ப உண்மைன்னு நம்பும் எுபவனாக மாறுறோம் யோசிப்பவர்களாக மாறுறோம் அந்த யோசிப்ப வந்து உந்துவது வந்து நான் சரி நாளைக்கு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அடுத்த வாரம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து எனக்கு பத்தி சிந்திக்குது என்னுடைய பத்தி சிந்திக்குது அப்படியும் வந்து அங்க தனி தேக்கம் வந்து கிருகிருகிரு பெரிய ஒரு சேர் சகதியை வந்து உற்பத்தி பண்ணிடுது அப்படி இல்லாமல் நிர்மலமாய் எங்கும் முகம் ஆர்ந்ததாய் எங்கும் முகம்னா என்ன அர்த்தம் இதில் வரும் பார்த்தீங்கன்னா புருஷ சூத்திரத்தில் வரும் சகசிராக்ச சகசரபாதுன்னு வரும் சகசர சீர்ஷகன்னு வரும் சீர்ஷன்னா தலை தலையில தான் ஞானேந்திரியங்கள் இருக்கு முகத்துல தான் கரெக்டா கண்கள் வந்து ஒளியை பார்க்குது காதுகள் வந்து ஒலியை கேட்கிறது இது வந்து முகர்கிறது இது வந்து சுவையை உணர்கிறது அப்புறம் டச் ஃபீலிங் புரியுதுங்களா எல்லாம் மென்மையான ஃபீலிங் இது எல்லாமே இந்த இந்த சகசீஷகன்றதுல என்ன அர்த்தம்னா எல்லா புலன் சக்திகளும் வந்து பிரபஞ்சத்தில் பூரா இறஞ்சு கிடக்கு அதனால தான் நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா என்னைக்கோ நம்ம வந்து தாய் கர்ப்பத்திலேருந்து என்னைக்கோ வெளியில வந்து ஒரு பர்த்டேன்னு ஒரு நாள் அன்னைக்குதான் வெளில வந்தோம்னு நினச்சிட்டு இருக்கோம் நாமும் இல்லாத நாளே இல்லை ஏன்னா நாம்னுடைய இயல்பான சுரூபம் வந்து பரம்பரிலே எல்லாருக்கும் தேங்கிய தேக்கங்கள் தான் வந்து இந்த பிரபஞ்சத்துல வெட்ட வெளியிலயே உலவிக்கிட்டு இருக்கு எப்ப வேணாம் சுவிச் ஆன் ஆகும் எந்த உயிரா வேணாம் எண்ணிலா பிறவிகள் போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு ஏன்னா வந்து அருவமே உருவம் ஆகுது ஒரு உருவம் மனத்துல இப்ப இந்த விஞ்ஞானம் வந்து லேப்ராஸ்கோப்பிலாம் வந்து என்ன பண்ணுது அங்கேயே என்னமோ வயத்துக்குள்ளையோ இதுலயோ வந்து என்னமோ ஒரு கட்டியோ கிட்டியோ ஏதோ கரைக்குது அங்கே வந்து பொருள் தெம்படணும் வெட்ட வெளியில இதையும் பண்ணல ஆனா மெய்ஞானம் வெட்ட வெளியில தான் ஆரம்பிக்குது வெட்ட வெளியில தான் வாசனைகள் இருக்கு வெட்ட வெளியாகவே இருக்கு அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன் அங்கே இருக்கிற குவாண்டம் இன்ஜினியரிங் குவாண்டம் பிசிக்ஸு என்னென்னமோ ஸ்பேஸ் சயின்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மெயின் ஞானத்துக்கு முன்னாடி அது அதனுடைய எல்லை பௌதிக மஞ்ஞானத்தினுடைய எல்லை இதனுடைய அடிப்படை கூட இல்லை பொறுமா இதனோட எல்கேஜி கூட கிடையாது அதையும் தாண்டி நிக்கலையும் எண்ணம் தாங்கம் கடந்த அதான் வந்து நம்ம ஒரு மாணிக்க பாசகர் கூட சொல்றாங்க எங்கும் நிர்மலமாய் நிர்மலமா இருந்துட்டே இருக்கு எங்கும் முகம் மறந்ததாய் அப்படின்னா என்ன அஞ்சு புலன்கள் மற்றம் இல்லை இன்னும் என்னன்னோ சக்திகள் எல்லாம எல்லா இடத்துலையும் ஒயாம வேலை பண்ணிக்க அந்த சக்திகளாக அவைகளை மாற்றுவது மனம் அதனாலதான் நம்ம தூங்கும்பொழுது கூட பார்த்தோன்னா நம்ம உடம்பு இல்லை மனமும் போயிடுது கனவு வந்தா மனம் தனிய உள்ள படம் படம் போட்டு காமிக்கிறது பிரைவேட் வீடியோ மாதிரி பிரைவேட்டா நம்மளுடைய தியேட்டர்ல நம்ம படம் பாக்குற மாதிரி தனியாக அவங்க மனத்துக்குள்ள அவங்க அந்த பயத்துக்கோ சந்தோஷத்துக்கோ ஆட்படுறாங்க கனவுன்னுட்டு ஸோ இங்க வந்து ஸ்தூல பிரபஞ்சமே வேணான்னு சொல்லிக்கிட்டு அங்க வந்து மெய்ப்பிக்குது ஏன்னா கனவு வந்து ரொம்ப தத்துருவமா இருக்கு கரெக்டுங்களா ஸோ இங்க நடக்கிறது எல்லாம் மாயாஜாலம் இந்த மாயாஜாலம் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்ம தன்னுடைய அளப்பர சக்திகள் மூலமாக மனமாக விரிகிறது சில சமயம் வந்து பிறவிய கொடுத்து நான கொடுத்தே பண்படுத்த வைக்குது நான நான் சொல்லி பிறந்து அந்த நான் வந்து தனக்கு தனி அதிகாரம் கிடையாது அப்படின்றது நேரடியாக துக்கங்கள்னாலையும் கஷ்டங்கள்னாலையும் படம் போட்டு தன்னை தெரிஞ்சுக்கும் பொழுது வந்து சுரூபம் வந்து சூழ்ந்துக்குது ஆட்கொள்ளுது அதுதான் அந்த சுபவாசனை காலம்ன்றது அதுவும் என்ன எண்ணிலாக பிறவிகளில் நடக்குது எப்போ நடக்கும்னு தெரியாது ஒரு ஒரு பரம்பொருளாக வந்த பகவானையே வந்து எட்நூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து பதினைஞ்சாவது வயசுல இருந்து எழுபதாவது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருந்துட்டு போனாரு இப்ப பாருங்க கம்ப்ளீட்டா சைலன்ஸ் ஆயிபோச்சு உள் விஞ்ஞானம் யாராவது பேசுறாங்களா உள் விஞ்ஞானம் யாராவது பேசுறாங்களா உள் விஞ்ஞானம்னா என்ன ஏன் எண்ணம் இருக்கணும் நான் ஏன் யோசிச்சுட்டே இருக்கணும் நான் ஏன் இப்ப பேரு திட்டமிட்டுட்டே இருக்கணும் என்ன பாதுகாப்பு வேணும் எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா நான் எதை எதை வந்து நானா நினைக்கிறேன் உடம்ப நானா நினைச்சாதான் என்ன பண்ணும் நாங்கள் உதவுகின்றோம் எண்ணக்கூட்டங்கள் உடனே வந்துடும் எனக்கே தெரியாமல் எனக்கு சரணாகதினா என்னன்னு தெரியாது எனக்கு எதுவுமே என்னன்னு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு பகவான் கரெக்டா அது என்ன சொன்னீங்க அது போருமே அதை இங்க வந்து தெரிய வேண்டியது அதுதான் ஆனா இந்த தனி நான்கள் படைத்தவர்களுக்கு மனம் மூலமாக ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு வரும் புத்தி மூலமாக உணர்ச்சிகள் மூலமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு வரும் இப்படியெல்லாம் இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பஞ்ச கோஷங்கள்லேயும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த பொருள் வந்து எங்கும் நிர்மலமாய் எங்கும் முகம் ஆர்ந்ததாய் தங்கும் அப்படின்னு நினை அப்படியே கொண்டுக்குது எதை கொண்டுக்குது இப்போ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு உங்கள் நானை கோட்டை விட்டீங்கன்னா நல்லது அதுக்குன்னு வந்து வேலையில் அப்படியே ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு மறக்கிறத நான் சொல்லலை புரியுதா காமன் சென்ஸ் இருக்கணும் எப்போவுமே புரியுதுங்களா அப்புறம் வந்து சாதாரண மனிதர்களுக்கு என்ன பயம்னா வந்து உடனே உடல் பயம் தான் வரும் உயிர் பயம் வரும் ஐயோயோ நம்ம ஆன்மஞானம் அடையிறதுக்கு முன்னாடி உயிர் போயிடுச்சுன்னா கரெக்டா எதுக்குமே பயப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் காலத்தை கடந்த ஸ்டெப்பு ஆன்ம ஞானத்தை நீ தேடி போகிறீங்க தெரியுமா அதுக்கு வந்து உடலே தேவையில்லை ஆக்சுவலாக உடல் வந்து என்ன வியாதியில் வேணால் பிடிக்கப்பட்டிருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அந்த கேட்குற தருணத்தில் கூட ஏன்னா அந்த ஞானத்தை அடையக்கூடியது வந்து டைமில் கிடையாது உணறுதலில் இருக்குது உணறுதல் வந்து காலவெளிக்குள்ளே இல்லைது மனம்தான் காலவெளிக்குள்ளே இருக்குது புரியுதுங்களா நீங்க எழுந்துக்கும் போதே வந்து சோன் சோவா எழுந்துள்ளது தீவிரமா யோசித்துக் கொண்டிருப்பவள் யார் ஏன் வந்து நான் இந்த யோசனை அப்படின்னா உயிரை நினைக்கிறியா அப்படின்னு அந்த எண்ணத்தை பார்க்கணும் கரெக்டா நீ உன்னை வந்து உடல் கொண்ட உயிரை நினைச்சுக்கிட்டு இருக்கியா தவிர இந்த மாதிரி நினைப்ப தவிர அங்கே உயிர் பயத்துக்கு இடமே இல்லையே நீ யார் புரியுதுங்களா அதுதான் நான் யார் அப்படி நீங்கள் அந்த பயம் கொண்டவனை பின்னாடி போய் பார்த்தீங்கண்ணா அவனை பார்த்தீங்க அவன் வந்து ஏதோ பயமுறுத்துறான் இந்த ஆன்மஞ்சான இடையத்துக்கு முன்னாடியும் நான் போயிட்டேன்னா மூச்சு நின்று போச்சுன்னா அட மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அங்கதான் தெளிவு வேணும் புரியுதுங்களா அங்கதான் தெளிவு வேணும் உள்ளுக்குள்ள வந்து என்னென்ன விதமா பயங்கள் சூழும் பயந்தவன எண்ணங்கள் மூலமா சூழும் பழைய அனுபவங்கள் வந்து உணர்ச்சிகள் கொண்டு எங்கேயோ அதாவது நீங்க இதை தேடும் பொழுது அது கிடைக்காம போகுது இப்போ பௌதிக நடக்குது கரெக்டுங்களா ட்ரெயினை பிடிக்கணும்னு போயிடுறோம் என்னவோ வந்து அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு வண்டி போயிடுச்சு போறதை பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க ஒரு மாதிரி ஏமாந்த தன்மை அப்படியே வருது கோட்டை தன்மை அத போல சூழல்கள் உணர்ச்சிகளா இருக்கும் கரெக்டா அது வந்து ஒப்பிடும் சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடைஞ்சிருக்கும் போது கூட இந்த மாதிரி எனக்கு வந்து விட்டா மாதிரி அப்படி என்ன உயிர் மூலமா அடையக்கூடியதான் இல்ல உடலுக்கும் உயிர்ப்புக்கும் சம்பந்தமே இல்லை எல்லாம் அன்ப அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க இத காலத்தை கிடந்தது பௌதிக உடலை கிடந்தது பௌதிக உயிரை கிடந்தது புற சூழ்நிலைகளை கிடந்தது வெறும உங்ககிட்ட இருக்க வேண்டியது வெறும் இன்டென்ஷன் மத்தம்தான் மீதியெல்லாம் அது பாத்துக்கும் அதனுடைய வார்த்தை தான் இந்த செய்யுள்ள வருது தங்கும் அப்படின்னு என்ன ஆல்ரெடி இருக்குப்பா நீ பத வேண்டாம் உனக்கு இல்லாம போகாது நிர்மலமாய் எங்கும் முகமார்ந்ததாயின் எந்த டோர் வழியாவலாம் நீ நுழையவே வேண்டாம் அதுவே டோரை திறந்துகிட்டு நீ இருக்கிற இடத்துல டோரா நிற்கும் போருமா அதுதான் தங்கும் எங்கும் முகம் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார் புரியுதுங்களா அந்த அப்சல்யூட் சயின்ஸ அந்த மெய்ஞானத்தை அந்த ஒரே விஞ்ஞானத்தை அந்த விஞ்ஞானத்துல தான் இதெல்லாம் நிழலாட்டம் எல்லா விஞ்ஞானங்களும் அதை சார் புரியுதுங்களா அத சார்ந்தீங்கன்னா தான் நானுடைய முனைப்புகள் எல்லாம் போகும் தன்முனைப்பெல்லாம் போகும் சார்பெல்லாம் அகலும்ங்களா இன்னொரு இடத்துல வந்து அதுக்குதான் எடுத்தேன் சரிங்களா இது வந்து பதினேழாவது பாட்டுங்க இந்த பாட்டை தான் வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆன்ம சாட்சாத் கார பிரகரணம் பதினேழாவது பாட்டு தன் அறியாதவனே தன் அதாவது என்னுடைய மூலமான உண்மை நிலை அது என்னது ஆன்ம பொருள் அதை கூட நம்ம ஓயாமல் என்ன சொல்கிறோம் ஆழ்ந்த வர்க்கம் என்னங்க பிரம்மாண்டமான பேரிருப்பு அதுதான் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் புரியுதுங்களா அங்கே தான் குடிகொழுது எழுந்த மனம்தான் வந்து அவர் அவராக விற்கிது இந்த பொருளை இதுவாக விற்குது இதை என்னோடதுன்றது என்னுடையது அல்லன்றது இதனால வந்து பாசப்பட்டு பந்தப்பட்டு உள்ளுக்குள்ள யோசனை மயமா ஆகுது உண்மையில வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது ஒரு இருப்பு தான் அது வந்து எந்த விதமான களங்கமற்ற ஒரு இருப்பு அது வந்து நேரடியாக நம்மளுக்கு உபதேசம் நடந்துக்கிட்டே இருக்கு உள்கடந்த நிலையா தன் நிலையா ஆழ்ந்த உறக்கம் தினம் இருவத்தி மணி நேரத்தில் ஒரு பகுதி வந்து கடவுள் உபதேசம் உள்கடந்த நிலையினுடைய நேரடியான உபதேசம் கரெக்டுங்களா அதான் சொல்றார் தன் மெய் அறியாதவனே சிருஷ்டி முதல் தர்மம் தன்மம் தானாவன் தன்மம் ஒரு பசு தானாவன் அதாவது தனது யதார்த்தமான பரஸ்வரூபத்தை அறியாதவனே யதார்த்தமான யதார்த்தம்னா என்ன அர்த்தம் சமஸ்கிருத பார்த்தது யதா அர்த்தம் அர்த்தம்னா பொருள் அர்த்தம் எப்படி எது இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் பொறுமா அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய சுரூபம் எப்படி இருக்கு அப்படியே இருக்கு இப்படி இல்லை விழிப்பு நிலை ஜெயலட்சுமியா இல்லை விழிப்பு நிலை இவனா இல்லை எதுமாகவும் அது இல்லை அது யதார்த்தமா தான் தானாகவே இருந்து அதை அறியாதவனே தன் யதார்த்தமான பரஸ்வரூபம் இது வந்து பரஸரூபம் பரம்னா மேலான சுரூபம் மேல இது கீழான சுரூபம் தான் ஏன்னா இது ஜடத்தோட வந்து சங்காத்தம் பண்ணுது இது காட்சிக்கு இந்த பொருள் எனக்கு தெரிகிற வரைக்கும் ஆன்மா கிடையாதுங்க இந்த பொருள் வந்து எனக்கு தெரியுதுன்னா ஆன்மா கிடையாது அப்படின்னா குருடானுன்னு அர்த்தமா இல்ல இந்த இதெல்லாம் போலி கண்ணு ஊனக்கண்ணு இது உடம்புல இருக்கிற கண்ணு அதை பார்க்க வைக்கிறோம் எண்ணமும் வந்து ஊன மதம் புரியுதா அதுக்கு முழுமை கிடையாது ஒரு எண்ணம் வரும்பொழுது உடனே கண்ணை திருப்பி பார்க்க வைக்கிறது அப்புறம் இது போன பிறகு ஒரு குழந்தை பார்க்குது வேற ஒரு கலர் இப்படி வந்து காட்சிகள் மாறி எண்ணங்களும் மாறிக்கிட்டு இருக்கு காண்பவன் மாறுற மாதிரி ஒரு பிரமையை நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு நான் அங்கே இருந்தேன் அதை பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அங்கே இருந்தேன் இங்கே வந்தேன் அடுத்த வாரம் அங்கே போகிறேன் அப்படின்னு உடல் அசைவுகள் மனத்தினுடைய எண்ண அசைவுகள் உணர்ச்சி அசைவுகள் அனுபவ அசைவுகள் கால அசைவுகள் தேச அசைவுகள் இதிலெல்லாம் நான் வந்து அசைகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால தான் எப்போவுமே வந்து இந்த சாதகர்களுக்கு இப்போ உங்களுக்குலாம் பயம் வர்றதே அதுதான் புரியுதா அது இப்படி இன்னமும் ஒரு நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா எப்போ பார் கரெக்டாக தான் இருக்குமா கரெக்டா இந்த சந்தேகம் வருதா இல்லையா கரெக்டா இருக்கேன்னா அதுதான் வந்து இங்கே வந்து அறுதியிட்டு உட்கார்ந்துடணும் அப்படின்றாரு தன் யதார்த்த மான பரஸ்வரூபத்தை அறியாதவனே தோன்றி மறையக்கூடிய சிருஷ்டி முதலான தர்மங்கள் பொருந்திய ஜீவனாவான் அப்படின்னா நம்ம பிறப்பே அறியாமை தனி ஜீவத்து வருது ஒரு நாய் வந்து நாயின்னு கூட தெரியாம தனித்துவத்துல இருக்கு நாய் வரும்போது கத்துது கலெக்டா பண்ணுது குதிக்குது சந்தோஷிக்குது என்ன வேணா நடக்குது ஆனா அவைகளுக்கு தங்கள் இருப்பே தெரியாமலே உள்ள ஆட்டம் போடுது கனவு போல அவைகள் வாழ்க்கை போய்கொண்டு வாழ்க்கை அப்படித்தான் போகுது பிரபஞ்சத்துக்கு வந்து பிரபஞ்சம்னே தெரியாது ஒரு பெரிய கனவு வந்து கண்டுகொண்டிருக்கின்றோம்னு ஒரு சென்டரே இல்லாமல் கனவு மையமாகவே அது போயிட்டு இருக்கு அதை அப்படி செலுத்துவது அது அதோட சந்நிதி புரியுதுங்களா அப்ப என்ன இந்த மனிதனுக்கு மாத்திரம் என்ன ஆயிடுது அவன் எழுந்திருந்த உடனே நான் சோ என்னுடைய குலம் எதுவாக்கும் என்னுடைய பெயர் எதுவாக்கும் என்னுடைய குடும்பத்தினுடைய அருமை பெருமைகள் எதுவாக்கும் சொல்லிட்டு எல்லாம் தனி தர்மங்கள் வருது உங்க உங்க ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருக்க முடியாது இவங்க மாதிரி நான் இருக்க முடியாது அப்படின்னு தன்னை பல விதங்கள்ல நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் வேறுபடுத்தி வேறுபடுத்தி தனித்துவத்தை எஸ்டாபிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு அவனுக்கு தான் வந்து இவன் வந்து தோன்றி மறையக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துலயும் தினமும் தினம் தோன்றி மறையறான் அப்புறம் அந்த உடம்புக்கு மொத்தம் மறைஞ்சு போயிடுறான் அதுதான் இறப்பு அதுவும் வந்து உண்மை இல்லை மொத்தத்துல பகவான் என்ன சொல்லுது தோற்றம் வரையுமே போய்பா யார்த்தமான சுரூபத்துக்கு வந்து உதித்தலே கிடையாது அதனால மறைதல் இருக்க முடியாது அதுதான் நம்மளுடைய சுரூபம் இதை அறியாதவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேதங்களோட அங்க போய் சிக்கிப்பான் மாட்டிப்பான் அப்படின்னு வந்து பகவான் சொல்லுது தனது யதார்த்தமான பரஸ்வரூபத்தை அறியாதவனே தோன்றி மறையக்கூடிய சிருஷ்டி முதலான தர்மங்கள் பொருந்திய ஜீவன் தனது உண்மையான பரஸ்வரூபத்தை எவன் அறிகிறானோ அந்த மேலான சொரூபத்தை அது எங்க இருக்கு ஆழ்ந்த உறக்கம் கொண்டு வரணும் அது என்னங்க நீங்க உங்க பாண்டிச்சேரி நீங்க பெண்ணே எதுவுமே கிடையாது அற்று அற்று எல்லா அற்றும் பொண்ணும் தனிமையே புத்தி இல்லை புத்தி கூட எப்படி இருக்கு புத்திய வந்து தேக்க வச்சுக்குது வந்து ஆன்ம பொருள் அப்போ நீ ஒன்றும் இல்லாட்டியும் பேசாம நில்லு நாளைக்கு எழுந்து அட்லீஸ்ட் வந்து இந்த உடம்புல கிடைச்ச சுகத்தையாவது கொஞ்சம் சேர்த்துக்கோ நல்லா தூங்கினேன் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்ட்டு புரியுதுங்களா ஆனா அந்த சுகம் இருக்கு பாருங்க தூக்க சுகம் அதுதான் வந்து ஆன்ம சுகமே அது சுகசுரூபம் போதை போதையே அது அதனால தான் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு அவர் மலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பகவான் பைனா கொள்ளர் என்ன பார்க்குறீங்கன்னா நான் என்னையே பார்க்குறேன் அப்படின்னு அதை இந்த நான் மலையை சொல்கிறார் அப்படின்னா என்ன இவங்களுக்கு எல்லாம் மெர்ஜாயி கிடைக்குது அந்த போதையில் ஆழ்ந்த வருடத்தில் எல்லாம் மெர்ஜாய் இல்லையா சர்வ பிரம்மாண்டமும் உங்கள் மூலமாக கூட கிடையாது ஆல்ரெடி மெர்ஜாய் இருக்கு எழுந்தனவன் தான் பிரிகிறான் அதுதான் தன்முனைப்பு அதுதான் தன்முனைப்பு அதுதான் தனியான போதம் தனி போதம் உடல்ல சிக்குண்ட போதம் அது அதனாலதான் உடல்ல இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் வராமல் இருக்காது அது ஒடுங்கினவன் வந்து ஞானியனுடைய உள்ளம்தான் அதனால சாதகர்கள் என்ன பண்ணுவாங்க சந்நிதியை தேடி இறுக்கமா பிடிச்சுவாங்க ஏன்னா அந்த பீல்டே பண்ணும் நீங்க பாத்தீங்கன்னா பலராம ரெட்டியார் அவங்க ஊருக்கு போவாரே தவிர அங்க போனாலும் பகவான் பகவான் பகவான் பகவான் ஒரு தேவராஜ் முதலியார் போவாரு போனாலும் மனம் வந்தங்க தங்காது ஏன்னா இப்படிங்க உண்மைஸ்வரூபம் இது அப்படின்னு தெரிஞ்சு அது சந்நிதியும் பார்த்து தானும் அப்படி மாறிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு எமனாவது போவானா அதனால என்னமோ ஒரு தாய் வந்து குழந்தைய தேடிட்டு வரா மாதிரி அம்மாவை தேடிக்கிட்டு குழந்தை போற மாதிரி அந்த ஈர்ப்புல வேக வேக வேகமா நடுல வந்துட்டே எல்லாரும் லவ் பண்றா அன்பு சுரூபம் ஞானஸ்வரூபம் அன்பு மயம் அதுக்கு உண்டோ அடைக்கும் தாழ்ன்றாங்களே அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ன்றது அப்பேற்பட்ட அந்த சுரூபம் வந்து லவ்வே ஆழ்ந்த வரக்கம் அன்பு மயமே எல்லா சுகத்தையும் மிஞ்சின சுகம் ஒரிஜினல்லு கூடாதது குறையாதது தோன்றாதது மறையாதது இருந்துகிட்டே இருக்கு எதுக்கு இப்ப ஒண்ணு கேக்குறேங்க ஒரு பதினஞ்சு வயசு பையனா தானே அது பகவான் வந்தது எப்படிங்க ஒரு கண்ணை நிமித்தி இப்படி பார்க்கணும் அந்த உலகத்தை அங்க என்னவோ இருக்கு அப்படின்றதுக்கு கூட நாட்டம் வெளியில போக முடியாத அளவுக்கு புத்தி வந்து எந்த அளவுக்கு அந்த பரஸ்வரூபம் வந்து ஆட்கொள்ள அது ஆட்கொள்ள தான் நாம் நம் மரம் அடங்குமே தவிர நம்மளுடைய பிறவி அறுபடுமே தவிர தனியா இந்த பிரபஞ்சத்துல சக்தி கிடையாது முக்தி அடையறதுக்கு ஒரே ஒரு தருணம் வந்து மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் கிடையாது அப்புறம் அவங்களும் அதுக்கு ஏத்த என்ன பண்ணுவாங்க போட்டு போட்டு லேயர் லேயரா புழிப்புரை எழுதி எழுதி எழுதி எழுதி அந்த உண்மையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர் வாயிலையும் போய் போய் போய் போய் டிஸ்டார்ட் ஆகிடும் இப்போ எடுக்க என்ன எடுத்துக்கிட்டு இருப்பாங்க திருப்பி உள்ள நோக்கி போகமாட்டாங்க வெளியில விரிஞ்சி என்னென்னவோ ஆயிடுவாங்க புரியுதுங்களா கேட்கிறவனுக்கு வந்து டைம் பாஸ் ஆகிருக்கும் காலட்சேமம் கேட்ட மாதிரி இருக்கும் அவனுக்கு உள்ளுத்துக்குள்ள திருப்பி நாளைக்கு வந்து கொஞ்ச நேரம் திருப்பி அதே படத்தை பார்க்கற மாதிரி அப்படிதான் கேட்க தோணும் தினம் உள்ளத்துல மாற்றம் வராது ஒரு பகவான் வாழறதுன்றது வந்து நேரடியா உண்மை வந்து அதிர் அ தாக்கும் உள்ள பொய்ய வந்து தாக்கும் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்த அருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அருளி அவைகள் அகல பொய்கள் அகலத்துக்கு வந்து அருள் வேணும் அந்த அருள் வந்து அவர்கள் வாழ்கின்ற காலம் உடல் கொண்டு வாழ்கின்ற காலம் அதை தான் வந்து எங்கேயும் சொல்றது பகவான் தனது உண்மையான பரஸ்வரூபத்தை எவன் அறிகிறானோ அவன் இக்காலத்திலும் நிரந்தரமாக இருப்பவனும் பரஸ்வரூபமே வந்து காலத்தை கடந்ததுங்க ஆதி கிடையாது அந்தம் கிடையாது நடு கிடையாது இங்க என்ன நினைச்சுப்பாங்க என்னமோ ஒரு வாரத்துக்கு திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டா போறோம் காத்தால வேலை கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டா போறோம் அப்படியே கிடையாது இந்த அந்த பிறவி எந்த பிறவி முடிக்க வேண்டிய பிறவின்னு நினைக்கிறாங்களோ எனக்கு இதுக்கு மேலே பிரிய பிரி இருக்க முடியாது என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எப்பப்பாரு ட்வெண்ட்டி ஃபோர் பை தான் சாதகம் ஆன்ம ஞானம்ன்றது வந்து ஐயயோ நான் கொஞ்சம் நேரம் சமையல் பண்ணுறேன் என் பேத்தியை போய் பார்த்துட்டு வரேன் என் பேரனை போய் பார்த்துட்டு வரேன் தாராளமா பாரு அங்கே நோவே கிடையாது நீ நில பெற ஆனால் அதே பேத்தி கூட இருக்கும்போது கூட அதில் இருக்கலாம் அதனாலதான் முதல்ல அறிய வேண்டியதை அறிய மோதல்ல பண்ண வேண்டியது மோதல்ல பண்ண வேண்டியது வந்து தன் சொரூபத்தை அறியதுதான் தனது உண்மையான பரஸ்வரூபத்தை எவன் அறிகிறானோ அவன் எக்காலத்திலும் நிரந்தரமாக இருப்பவனும் குற்றமற்ற பூரண பரிசுத்தனும் உங்களுக்கு வந்து இதனுடைய இந்த சாதக பலம் அந்த உண்மை வந்து உங்களை ஆட்கொண்டதுனால நீங்க வந்து மெய் உணர்வை உணர்ந்தது இது வந்து எங்கேயோ போய் நீங்க வேண்டாம் அதுவே சொல்லும் எங்கேயோ சர்டிபிகேட் கொடுக்கற விஷயம் இல்லை இந்த உலகத்திலேருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை எங்கேயாவது அந்த பதினைஞ்சாவது வயசுல அந்த மரண அனுபவம் முடிஞ்ச பிறகு அப்படி தூக்கி உலகத்தை பாக்கிறதுக்கே தான் இருந்ததா அங்கிருந்து ராக்கெட் மாதிரி நேர திருவிழாவலைக்கு வந்துது கரெக்டா வந்தது இருந்தது எழுவதுல எப்படி வந்ததோ அந்த கள்ளங்கபட மற்ற அந்த பதினைந்தாவது வயசுல எப்படி பூரணமா ஆட்கொண்டுதோ அதை விட இன்னும் கடல் அளவா சக்திய அப்பொருளாவே மாத்திக்கிட்டு அப்படியே அதுல கலந்துதான் இல்லையா பகவான் அப்ப ஏற்பட்ட இங்க யார் பண்றவங்களுக்கும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து நீங்க அடைஞ்சிட்டீங்களான்னு உங்களை கேட்க கூட வைக்காது இதுதானா ஆன்மஞானம் அப்படின்னு அது ஒரு எண்ணமா வராது ஒரு போதையாவே வரும் அழுத்தம் தண்ணியில் போட்ட கோடம் முழுகிடுதில்ல தண்ணி மயமா ஜலமயமா ஆயிடுதில்ல அதை போல ஆன்மஞான மயமா இருக்கிறத யார் அறிவிக்கணும் நம்மளுக்கு யாரும் ஒன்று சொல்ல வேண்டாம் யாராவது வந்துச்சா உனக்கு சந்தேகம் தான் நீ வேணா எங்கேயாவது போய்க்கோ எனக்கு சந்தேகம் இல்லை கரெக்டுங்களா அந்த அதிகாரத்தை அது கொடுக்கும் அதை தான் தாயமானவரும் சொல்லுவார் ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார் அதுவானால் அது ஆவர் அதுவே சொல்லும் அதுவே சொல்லும் என்ன அது அதுதான் உங்களுடைய டுவெண்ட்டி ஃபோர் பை செவனே கிடையாது பெருமையே அர்த்தம் எந்த க்ஷணமோ அந்த க்ஷணத்துலேருந்து நீங்கள் ஜெயலட்சுமி வெளிக்கு உறவுகளுக்கு ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருப்பீங்க ஒரு சகோதரிக்கு சகோதரியா இருப்பீங்க தாய்க்கு மகளா இருப்பீங்க சமூகத்தில் ஒரு பிரஜையா இருப்பீங்க எல்லாம் ஓகே பெண்ணு நம்ம இருப்பீங்க இதெல்லாம் கிடையாதுப்பா அதுதான் இந்த ஞானத்தினுடைய பெரிய மகத்துவம் என்ன சொல்லுதுங்க தனது உண்மையான பரஸ்வரூபத்தை எவன் அறிகிறானோ அவன் எக்காலத்திலும் நிரந்தரமாக இருப்பவனும் குற்றமற்ற பூரண பரிசுத்தனும் சிவனும் அவனேயாவான் இதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை என்று தெரிந்திடுவாயாக